வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹியர் கலைச்சல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப லக்னத்துக்கு உண்டான பழங்களை தான் பார்க்க போறோம் அவங்களுடைய குணாதிசயங்களை இப்போ நம்ம பார்க்க போறோங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க பொதுவாக எல்லாருக்குமே ராசி நட்சத்திரம்னா அப்படின்னா தெரியும் உங்களுக்கு ஆனால் லக்னம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது உங்க ஜாதகத்தை ஜனநகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது லக்னம் என்ன லக்னம் அப்படின்றது பாருங்க மேஷ லக்னமா ரிஷ லக்னமா மிதன லக்னமா இருக்கு லக்னம் குணாதிசய பொதுவாக ரிஷப லக்னத்துக்கு உண்டான வீட்டுக்கு உண்டான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான கேரக்டர் இவங்க புத்திசாலையும் கூட எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன மூஞ்சு லட்சம் மாதிரி பேச மாட்டாங்க பேசி கொண்டு போவாங்க போயிடுவாங்க அமைதியா போயிடுவாங்க அனுசரிச்சு போயிடுவாங்க ஒரு குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு உண்டான அட்ஜஸ்டபிளா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏத்தமாதி ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏத்த மாதிரி அப்படி போறக்கூடிய கேரக்டர் வந்து ஏற்படும் சொ அட்ராக்ஷன் இருக்கும் இந்த ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அந்த ரிஷப லக்னக்காரங்களுடைய பார்க்கும் போது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அது ரிஷப லக்ன ரிஷப ராசி நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் சந்திரன் அங்கே இருக்கும்போதே அந்த மாதிரி இருக்கும் இருந்தாலும் ரிஷப லக்னக்காரங்களுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த முகப்பொழிவு அழகு லக்ஷணம் இது எல்லாம் இயல்பாக இருக்கும் அதே மாதிரி நீட்டாக அவங்க இருக்கிறது மேக்கப் பண்ணிக்கிறது அழகா அவங்கள வச்சுக்கிறது மென்மையா பேசுறது அமைதியாக இருக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் சரி டைக்குன்னு ஸ்டெயிட்டாக மோதாம அப்படி பொறுமையா இருந்து எந்த இடத்துல நம்ம வந்து செக் வைக்கணுமோ அந்த இடத்துல செக் வச்சு கரெக்டாக அந்த திட்ட தெரிஞ்சவங்கதான் கணக்காரங்க அதே மாதிரி இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்ல குணங்கள்லாம் இருக்கு மற்றவங்களுக்கு செய்யக்கூடியது உபசரிக்கிறது வீட்டுக்கு வந்தவங்களை வந்து உபசரிக்கிறது ஒரு மென்மையான ஒரு குணம் இது எல்லாமே இந்த ரிஷபல் லக்னக்காரங்கள சொல்லலாங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்களும் இவங்கதான் அதே மாதிரி உதவுன்னா நம்மளுக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இவங்க நல்லா பேவரபிளா பண்ணி கொடுப்பாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இவங்களுடைய வேலையை கச்சதமா இவங்க கரெக்டா வந்து இவங்களுடைய ஒர்க்கை கரெக்டா பார்த்துட்டு போயிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க யார் விஷயத்துலயும் தலையிட மாட்டாங்க எந்த விஷயமும் இருந்தாலும் எப்படி சொல்றது ஒருத்தர் குடும்பத்திலேயோ ஒரு ஒரு விஷயமாகட்டும் எதுலையுமே வந்து மூக்கு நுழைக்க மாட்டாங்க அவங்க ஒர்க் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுதான் இருப்பாங்க மற்றவங்க அவங்க கிட்ட பேசும்போது ஒரு ஐடியா கேக்கும் போது இவங்க சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா வித்தகர்னு சொல்லலாம் பல வித்தகர் அதாவது வித்தையை க தெரிஞ்சவங்கதான் இவங்க ரிஷபலக்னக்காரங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க எந்த இடத்துல பேசணுமோ அங்கதான் பேசுவாங்க அதே மாதிரி ரிஷபலக்னக்காரங்கள ரிஷப வீட்டுல வந்து செவ்வாய் சனி எல்லாம் இருந்தாங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் பேசுவாங்க அது வேற விஷயம் நான் சொல்றேன் லக்னத்துல எந்த கிரகமும் இல்லாத இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் அதுக்கப்புறம் தான் லக்னத்தில் சுக்கரன் இருந்தா என்ன பலன் அப்படின்னு பன்னெண்டு கட்டத்துக்கும் நான் சொல்லுவேன் ஆனா முதல்ல எடுத்த உடனே ரிஷப்பை லக்னத்துக்கு தான் நான் சொல்றேன் லக்னத்துல எந்த விஷயம் இருக்காது ஆனா அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி இவங்களுக்கு செவாதோஷம் ராகு கேது இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இவங்களுக்கு வந்து பொதுவாக என்ன பலன் சுக்கரன் வந்து இங்க இருந்தா என்ன பலன் அதுதான் வந்து இனிமேல் நம்ம பார்க்க போறோம் அது இவங்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அதுதான் மெயின் டாபிக அதே மாதிரி இவங்க வந்து குடும்பத்துல அனுசரிச்சு போகக்கூடியவங்க ரிஷப லக்னக்காரங்கன்னு எடுத்துக்கலாம் ரிஷப ராசியும் சரி ரிஷப லக்னும் சரி குடும்பத்துல அனுசரிச்சு போயிக்குவாங்க அவங்க வாக்குவாதங்கள் பண்ண மாட்டாங்க எந்த இடத்துல வந்து பேசணுமோ அந்த இடத்துல பேசுவாங்க எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியா இருப்பாங்க அது கரெக்டா வந்து கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வர மாதிரி இவங்க பண்ணிக்கவே மாட்டாங்க ரொம்ப நாசூக்கா போயிடுவாங்க வளைஞ்சு கொடுத்து போவாங்க ஒரு சில நேரத்துல சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அவங்க காரியத்தை மட்டும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா சம் டெக்னிக்கல் மூமெண்ட்டா இருக்கும் இவங்களோட இவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குடும்பத்துல வந்து பிரச்சனையே பண்ணிக்க மாட்டாங்க இது வாழ்க்கை ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா மற்றவங்க எல்லாம் என்ன மற்ற லக்கணக்கார சில லக்கணக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல என் வார்த்தைக்கு பதில் சொல்லு நீ இப்படி பேசிட்ட நான் என்ன தப்பு பண்ண நான் என்ன பேசிட்டேன் அதை யோசிக்கவே மாட்டாங்க அவங்க அது உடனே அடுத்த ரிப்ளை கொடுத்துருவாங்க மற்ற சில லக்னக்காரங்கள் ஆனால் ரிஷப் லக்னக்காரங்க அப்படி கிடையாது காரியவாதிங்க கரெக்டாக என்ன அவங்களுடைய வேலையோ அது கரெக்டாக முடிச்சுட்டு அவங்க வேலையை கரெக்டாக அவங்க செஞ்சுருவாங்க அது வந்து சொல்ல முடியாது காரியவாதீங்கன்னா மற்றவங்ககிட்ட வேலை வாங்குறது சாமர்த்தியசாலிவங்க நாசூக்கா வேலை வாங்கிடுவாங்க அதே மாதிரி தன்மை இருக்கும் குணங்கள் இருக்கும் அட்ராக்ஷன் இருக்கும் அது ரொம்ப மென்மையாக இருப்பாங்க அழகாகவும் இருப்பாங்க சாதுரியத்தனமாக இருப்பாங்க சாணக்கியத்தனமாக இருப்பாங்க அதே மாதிரி புத்தி கூர்மை அதிகம் டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய தெரிஞ்சிருக்கவங்க ஐடி ஃபீல்டு பியூட்டிஷியன் ஸ்பா வச்சிருக்கவங்க இந்த மாதிரி அழகு கலையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னக்காரங்க அதிகமாக இருப்பாங்க அவங்களை எப்பவும் தன்னை அழகப்படுத்திக்கணும் அதே மாதிரி இதுக்குண்டான வேலைகளை அதிகமா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்தது ரிஷப லக்னத்துல சுக்கரன் என்ன பலன் சுக்கரன் தன் வீட்டுல ஆட்சி அப்படின்னாவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு பேச்சாற்றல் அறிவு சிந்தனை அதாவது நல்ல ஒரு படிப்பு அதாவது சின்ன வயசுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வந்து படிப்பாங்க நல்ல சுக வாழ்க்கையை வாழ்வாங்க யோகம் ஏற்படும் மாளவிய யோகம் ஏற்படும் சுகபோக வாழ்க்கைன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் ஆடம்பர வாழ்க்கை அது எல்லாமே அவங்க அனுபவிப்பாங்க லக்னத்துல சுக்கரன் இருந்ததுனா அது ரிஷப லக்னத்துல சுக்கரன் இருந்தா அடுத்த இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் போது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துல சுக்கரன் குடும்பஸ்தான் சொல்லுவோம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் அந்த இடத்துல சுக்கரன் பகவான் இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து ஒரு குடும்பத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்டபுளா போறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அட்ராக்ஷன் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் மூன்றாம் இடன்றது இடத்துல வந்து நீங்கள் சுக்கரன் இருக்கும்போது நல்லா தைரிய விரிஸ்தானத்தில் இருக்கும்போது சுக்கரன் இருந்தார்னா அது அப்படியே மென்மையாக அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபோர்ஸாக கொண்டு போகாமல் தன்மையாக கொண்டு போகிற விஷயம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்கள் வட்டாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இருக்கணும் அதாவது மூன்றாம் இடத்துல இருந்தா மட்டும்தான் தாய் வலி உரவும் தாயும் காரணமா இருப்பாங்க நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்ததுனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்து நீச்சம் அதாவது புதன் வீடு தான் கண்ணியோட வீடு அந்த இடத்துல சுக்கர பகவான் நீச்சமாகறாரு நீச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு லாரி நீச்சம் ஆனாலுமே வலு இழந்துடுறாரு அப்போ வந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறது தேவையில்லாத நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருது அதே மாதிரி பொய்கள் அதிகமாக சொல்றது நிறைய வந்து பொய் பேசுவாங்க ஐந்தாம் இடத்துல நீச்சம் பெற்ற சுக்கரன் இருந்தார்னா நிறைய விஷயத்துல பொய் பேசக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும் உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடம் தான் நான் சொன்ன கூடியது ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்ததுனாவே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அது உங்களுக்கு ஆட்சி வீடுதான் தேவையில்லாத குழப்பங்கள் அது உறவினர்களாகட்டும் உங்களோட வேலை செய்யற தொழில்ல தொழில் ஸ்தாபனங்கள ஏதாவது ஒரு விஷயங்கள் அங்கு கோலிக்காகட்டும் அதாவது அவங்கள சுத்தி இருக்கிறவங்களாகட்டும் எல்லாமே பிரச்சனை பண்ணக்கூடியவங்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது பெண்கள் மூலிமா பிரச்சனை வரும் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் பெண்கள் மூலியமா பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா பழகணும் அடுத்தது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து சுக்கரன் பகவான் இருந்தாருன்னா ஏழாம் இடத்துல இருந்து தன் லக்னத்தை சுக்கரன் அதாவது ரிஷபல் லக்ன சுக்கர வீட்டையே பாக்குறாரு அப்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அவங்களுக்கு அதாவது இது தோஷம் இந்த இடத்துல இருந்தா இது தோஷம் தாரதோஷம் கலத்தர தோஷம் இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வரல அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்க குடும்பத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரும் வேற எந்த விஷயமும் இதுல கொண்டு வரல டீட்டெயிலாக பார்க்கறது இருந்தால் உங்களுடைய ஜனகால ஜாதத்தை வந்து வச்சு பார்த்தாதான் அந்த சுக்கரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு அந்த சுக்கரனை என்னென்ன கிரகம் பார்வையிடுது அதெல்லாம் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இது வந்து பேசிக்காக நான் கான்செப்டாக சொல்லிட்டு இருக்கேன் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கும் போது கணவனாக இருந்தால் ரிஷபலகனக்காரங்க கணவராக இருந்தால் மனைவி குறிக்கும் அவங்க மனைவியாக இருந்தால் கணவரை குறிக்கும் அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க இந்த ரிஷபலக்னக்காரங்களோடைய மனைவியோ கணவரோ வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் கொஞ்சம் அட்ஜஸ்டபிள் கேரக்டராக இருக்கும் அனுசரித்து போயிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அவங்களுக்கு அவங்க லைஃப்பே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும் எட்டாம் இடத்துல போய் சுக்கரன் மறையுது அப்படின்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பெண்கள் மூலியமா தொடர்புகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படும் அது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா அதை உடல் சோர்வு உடல் தேவையில் லங்ஸ் ப்ராப்ளம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் பேக் பெயின் ஹெட்ஏக்லாம் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்துல சுக்கர்னு இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் ஹெல்த்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க சுகர் வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறையாவே இருக்குது எட்டில் இருக்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் இடம் அதனால் நல்லா ட்ராவலாக சுற்றுவீங்க அப்ராட் கண்ட்ரிஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ரிஷபலகணக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர்னு கண்டிப்பாக அதர் கண்ட்ரிக்கு நீங்கள் போவீங்க அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இந்த மாதிரி வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ட்ராவல் டிராவல்ஸ் வச்சுருப்பீங்க அதே மாதிரி டிராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியெல்லாம் சுற்றி பார்க்குறது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நிறையா வந்து டூரிஸ்ட் பிளேஸ்க்கு இந்த மாதிரி நிறையா போயிட்டு வருவீங்க அது மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏன்னா அது சுற்றுறது மூலிமா நிறையா அதிர்ஷ்டம் இருக்குது உங்களுக்கு இந்த பாகியம் வந்து எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்கும் பத்தில் வந்து ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க சுக்கரனே அமையும் போது உங்களுக்கு அதுக்குண்டான தொழில்கள் உங்களுக்கு அமையும் நான் சொன்ன மாதிரி ட்ராவல்ஸில் டூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்பா பியூட்டிஷியன் அந்த மாதிரி லேடிஸ் ஐட்டம் ரோல் கோல்டு சேல் பண்ணுறது கோல்டு சில்வர் டைமண்ட் இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறது இதுக்குண்டான ஷாப்ஸ் ஜுவல்லரி ஷாப்ஸ் வைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இடம் தொழில் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரிஷபலகணக்காரங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அதாவது சுக்கரனை உச்சம் அடையாது அது மாலவிக யோகமா மாறுது அப்ப யோகம்னா என்ன சொல்றது சுகபோக வாழ்க்கை கொடுக்கும் ஆடம்பர வாழ்க்கை கொடுக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி ஜுவல்லரி ஷாப்பு சில்வர் ஷாப்பு டைமண்ட் ஷாப்பு அந்த மாதிரி அதாவது லேடிஸ் சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் லேடிஸ் ஐட்டம் என்னென்ன லேடிஸ் யூஸ் பண்றாங்களோ அத்தனி விதமான ப்ராடக்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் ஹெர்பல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம் பியூட்டிஷியன் அது வந்து ஜெனரல் கான்செப்ட் இதனால லேடிஸ் ஐட்டம் எல்லாமே டோட்டலாக கவர் ஆகும் அந்த பதினோராம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கும் போது நீங்க இந்த ஃபீல்டெல்லாம் இருக்கிறதுக்குண்டான சான்சஸ் நிறைய இருக்கு லாபங்களும் கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் உங்களோட இல்லற வாழ்க்கை குறிக்கிறது ரொம்ப அமோகமா ரொம்ப சந்தோஷமா முக்கியமா கிடைக்கும் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜிங் கண்டிப்பா பாருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்